அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க ஞானம்ன்றது என்ன அப்படின்னா இங்க எனக்கு பண்றதுக்கு ஒரு வேலை இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துருச்சு எத்தனை கோள்கள் இருக்கு எத்தனை உயிர்கள் வாழுது இதை கடந்து இன்னும் எவ்வளவு நான் போக வேண்டியது இருக்கு இறைவா இறைவா உன்னோட படைப்பு என்னப்பா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக பார்த்து தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எண்வி விட்டோம் எங்களை சுற்றி இல்லைங்க என்ன குழந்தை வளர்க்குறீங்க குழந்தைக்கான இது கொடுக்கலையா அது குடிக்காதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மாவை என்னை சுற்றுவாங்க வளர வயசில் முட்டை கொடுத்தேன் அது கொடுத்தேன் நான் எதுவுமே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வீடியோ லிங்க் அனுப்பிவிடுவாங்க நான் பார்ப்பேன் பார்த்துட்டு நான் பண்ணிட்டேன் ஸோ நமக்கு வந்து சிக்கன் சாப்பிட்றோம் அதனால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் வரணும்னு நம்ம கண்ணாலே பார்க்குறோம் ஆனால் வந்து இன்னும் மக்கள் சாப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் உங்கள் வீடியோஸ் பார்த்து எங்கள் எங்கள் யாருமே எண்வி சாப்பிட்றது கிடையாது அது மட்டும் இல்லை நாங்கள் இருக்கோம் வடலூர் தைப்பூசம் வரும் இல்லைங்களா இப்போ நானே குக் பண்ணி டே என்னால் முடிஞ்சளவுக்கு முப்பது பேருக்கு நாற்பது பேருக்கு என் மாமனார் கொண்டு பொட்டம் போட்டு கோயிலில் உக்காந்துருக்கிறவங்க யாரையும் விருப்பப்பட்டவங்களுக்கு நாங்கள் கொண்டு டெய்லி ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை உங்கள் பரம்பரம் ஃபவுண்டேஷனுக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஃபார்லேருந்து டொனேஷன் அனுப்பிட்டு தான் இருக்காங்க அதுமாரி லாஸ்ட்டு மந்த்த் கூட டிசேபிள் ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு நிறைய ஃபுட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் நீங்கள் மட்டும் தான் காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தாங்க எவ்வளோ யூடியூப் சேனல் தான் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில் ஆனால் நீங்கள் மட்டும் தான் பண்ணுங்க அனந்தான பண்ணுங்க உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கீங்க இந்த இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சேரும் நீ எல்லாமே நன்றி நன்றி ஞானம் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க ஞானம்ன்றது என்ன அப்படின்னா இங்கே எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேலை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது ஒரு அழியா பொருள் மறை பொருள் அவ்வளவுதான் பல வருட காலங்களுக்கு முன்னாடி இருந்ததும் அதுதான் டைனோசர் காலத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் பூமின்ற ஒன்று தோன்றதுக்கு முன்னாடி இருந்தது அதுதான் அதுக்கப்புறம் பூமி தோன்ற தோன்றி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அதுதான் இதுக்கப்புறமும் பூமி அழிந்த பிறகும் இருக்க போவதும் அதுதான் ஆக மாதிரி நம்மெல்லாம் போய் சேர்ந்துருவோம் எது இருக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம வேலை என்னன்னா வந்து வந்து போகக்கூடிய நாம் அழியா தன்மையாக இருக்கக்கூடிய அதோடு போய் ஒன்றாயிரணும் இல்லைன்னா நமக்கு வேலை என்ன இப்பவே பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனை தாங்க முடியல உங்களுக்கு என்ன தம்பி என் புருஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு தம்பி நான் என்ன தம்பி பண்றேன் டெய்லியும் புலம்பொழி என் காது வலிச்சிருச்சு நான் எத்தனை புலம்புலத்தான் நானும் கேட்குறேன் நீங்களும் புலம்புறதை கேட்கறக்கே ஒரு பத்து பேர் உட்கார வச்சிடலான் இருக்கேன் நான் கேளு நீ ஒரு பத்து புலம்புல கேளு நீ ஒரு பத்து புலம்புல கேளு வர்றவன் போறவனுக்கு பூரா பிரச்சனை யாரு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க நீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனை வெளியில முதல்ல தேடாதீங்க நாங்கள்லாம் அடிப்படை தான் உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி ரமண மகர்ஷியே இருந்தாலும் அவர் உங்களுக்கு அடிப்படை தான் அவரு முக்தியை கொடுக்குறாருனா முக்திக்கு உண்டான பாதை இறைவனுக்கிட்ட வேண்டு வர இறைவா இந்த உயிருக்கு உண்டான பாதையை தயவு செஞ்சு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்க தான் முடியும் யார் கொடுக்க முடியும் ம் கொஞ்சம் உரிமை கொஞ்சம் ஜாஸ்தியே அவங்க கொடுத்த பாதையில கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணி போனதுனால கொஞ்சம் நம்ம நிறைய காம்பிரமைஸாக செல்ஃப் நம்ம லைஃப்பில் நிறைய இழந்துருக்கோம்ல இந்த நிலை அடைகிறதுக்கு இழப்பு என்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரியான இழப்புகள்லாம் வந்ததுனால அவனுக்கு தெரியும் பரவாயில்ல ஃபுல்லாக நிறைய இழந்துட்டான் ஆனால் இதில் பெரிய காமெடி என்னென்னா நீங்கள் சுகம் சொகம்னு உட்காந்துட்டு இருக்கெல்லாம் விட பெரிய சுகம் அது மிகப்பெரிய சுகம் சுகமோ சுகம் சுகத்தையெல்லாம் கடந்த சுகம் இந்த உலகத்தில் உள்ள உலகம்னா பூமி மட்டும் நான் சொல்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள் உலகம்னா பூமி பிரபஞ்சம்னா உலகம் உலகத்தை கடந்து இருக்கக்கூடிய மொத்த கோள்கள் பால்வழி அண்டம் பால்வழி அண்டம் மாதிரி பல அண்டங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக சேர்ந்தது பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்பது ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் கோடி கிலோமீட்டர் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறதா ஒவ்வொரு வினாடியும் இதுக்கு முதலும் கிடையாது நீங்கள் அதான் அகத்தியரே டிராவல் பண்ணி போயிட்டுருக்காட்டியே எங்கேடா இன்னும் டிராவல் பண்ணி போனால் போயிட்டே எழுதியிருக்காருங்க அந்தரங்க தீச்சையில் என்ன சொல்றாருன்னா இது இதனுடைய முதலியும் என்னால் பார்க்க முடியல முடிவையும் பார்க்க முடியல கடந்து நான் டிராவல் பண்ணி என்னுடைய ஆத்மா பயணிக்க பயணிக்க பயணிக்க பயணிக்க எத்தனை கோள்கள் இருக்கு எத்தனை உயிர்கள் வாழுது இதை கடந்து இன்னும் எவ்வளோ தூரம் நான் போக வேண்டியது இருக்கு இறைவா இறைவா உன்னோட படைப்பு என்னப்பா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் இவருக்கே இதான் நிலைமைனா நமக்கெல்லாம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காலம் பார்க்கணும்ல பார்க்கணுமா பார்க்க கூடாதான் நீங்களாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணுவாங்க உண்மையாவே சொல்றேன் ஏன் வீடியோ பார்த்தாவே முக்கால்வாசி தெளிஞ்சிடலாம் ஆனால் வெறும் வீடியோ பார்த்து மட்டும் மனம் ஒடுங்காது பயிற்சி பண்ணணும் அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து வீடியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பயிற்சி தான் சப்போர்ட் பண்ணும் அதனாலதான் உங்களை ஏன் எவ்வளோ பிளஸ்டு பீயிங்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா சில பேரோட அங்காரம் தடுக்கும் வீடியோ பார்க்கும்போது இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு தானே தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாமே தெரிஞ்ச பாயிண்ட்டு தான் எது தான் யாருக்கு தெரியாமல் இருக்குது என்ன திருக்குறள் சொன்னால் திருவள்ளுவர்னு இருவீங்க நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஃபாலோ பண்ணாதான் அது உணர்வு நிலைக்கே முதல்ல செல்லும் நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணால் இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு பசி எடுக்குமா எடுக்காதா எடுக்குமா எடுக்காதாங்க சரி மத்தியானம் உங்கள் யாருக்கும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு லேப்டாப்பில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அரிசி சாப்பாடு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வேற வேற மாதிரி நல்லா சூப்பர் சூப்பர் டிஷஸா போட்டோவாகவே காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க நல்லா எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு ஏன் மரியாதைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவீங்க மறுபடியும் இதை காலையில ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் நானுங்களே அப்படின்னு வேர்க்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை எப்படி இருக்குன்னு சொல்லி கையில வரைஞ்சு காட்ட சொல்றேன் வாலண்டியர்ஸை பாருங்க வேர்க்கடலை எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கானா எப்படி இருக்கும் உங்களுக்கு இது உணர்வு பிரச்சனையும் எதுவுமே உணர்வுக்கு போகவே இல்லை எப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் டீப்பா போயிருதோ அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு பேச்சே வராது அப்படியே உக்காந்துருவீங்க நீ என்னடா வாழ்க்கை இவ்வளோ பெருசான்னு சொல்லி பிரம்மாண்டத்தை நினைச்சு பயந்து போய் மிரண்டு போய் கத்தி கதறி ஆள ஆரம்பிச்சிருவீங்க நீ ஏன் உங்களுடைய மனம் வந்து இவ்வளவு நாள் நான் தான் பெரியாள்னு நினச்சி திமிர்த்தனம் பண்ணிட்டு இருந்தது ஆனால் மனசோட பெருசான ஒரு விஷயம் இருக்குன்னு எப்போ மனசுக்கு புரிய வருதோ இது என்ன பண்ணும் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதியாயிரும் சைலண்டா என்ன பண்ணும் ஆத்மாவோட போய் லயம் ஆத்மால லயமாகும் என்ன ஆகும்னா அதனுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அந்த சமயம் கண்ணீராகவும் சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் கூடும் மக்களுக்கு உணர்வளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணி கொண்டு பல உயிர்களுக்கு வந்து துணி மணி எடுத்துக் கொடுத்துருக்கும் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பால நேஷனல் லெவல்ல இரம்பது ஃபவுண்டேஷனுக்கு நண்பரையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானவும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக உங்களால் முடிந்த பண அல்லது பொருள் உதவியோ நீங்க ரெகுலர் பேசிஸ் பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்